ye ninda kobam ye ninda kobam mara yo allah ye ninda kobam mara yo allah ye ninda kobam mara yo allah vanindin tanind varua vanindin vanindin tanind varua yenind ko bom yenind ko bom கஷ்ட நஷ்டமும் இஷ்டமே என்றால் நான் என்ன செய்தேன் உஷ்ணம் குறைந்தே உவந்தே அணைப்பாய் நிச கலாங்கம் நீல் பெரியோ நே பெரியோனே பனிந்தேன் பனிந்தேன் paninde varuai paninde paninde paninde varuai yenind kovom yenind kovom yenind kovom varayo allaa yenind kovom varayo allaa அண்ணா போ அல்லும் பகலும் உன் நினைவில் நின்று சொல்லும் செயலும் என் மூச்சில் கொண்டு செல்லும் வழி தந்து பேரின்போ வழிகாட்டி காக்கும் பொருள் பொருளே அல்ல அல்ல அல்ல கோபம் ஏன் கோபம் வாராயோ அல்ல ஏன் இந்த வாராயோ அல்ல haruwa vanindeen vanindeen tanin de varuwa vanindeen vanindeen tanin de varuwa eenind ko varaayo allah <laughs> eenind ko varaayo allah minnu கொண்டாடும் விவரிக்க இயலாத பரம்பொருளே வித்தழ அருட்பொருளே கண்ணுக்குள் ஒளியாய் கருத்தில் தெளிவாய் எண்ணுக்குள் புகுந்த ஏகனே போன் இந்த கோபம் ye nind ko vo varayo andhera ye nind ko vo varayo andhera அல்லோ அல்ல